வணக்கம் தம்பி என் கீதா பேசுகிறேங்க சிங்கப்பூரில் குடும்பத்தோடு இருக்குங்க சொந்த ஊர் கோயம்புத்தூருங்க பரம்பல் ஃபவுண்டேஷனோட அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தேங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சரி நம்ம உணர்ந்து கும்பிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னபடி மனசெல்லாம் ஒடுக்கி கான்சன்ட்ரேட் பண்ணி கும்பிடணுன்னு சொல்லியிருந்தீங்க உங்கள் கைடன்ஸ் படி ங்கா திற மாதிரி தெரிஞ்ச எல்லா இதுவுமே சூரிய வெளிச்சமாக தெரிஞ்சிதுங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஃபுல்லாகவே வெள்ளை கலரில் தெரிஞ்சிதுங்க ஐயா ஷீலிருந்து மூலாதாரம் வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த வெள்ளையாக தெரிஞ்சதோட அந்த வைப்ரேஷன் பவரும் இறங்கிச்சுங்க கீழே மூலாதாரம் வரைக்கும் இறங்கிச்சு அது எனக்கு நல்லா உணர்ந்து ப்ளஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க நன்றி இருபது டு வெரி வெரி பேட் பாடி அண்ட் பார் தோசை பூமிக்கே இழுக்கு எட்டு மணி மேலாம் தூங்குனீங்கன்னா அது என்ன வாழ்க்கையா அது பப்பா முதல்ல ஸ்லீப்பிங் பேட்டர்னா சேஞ்ச் பண்ணுங்க சாப்பிடுற சாப்பாடு அரிசியே தின்னுகிட்டு அரிசி சாப்பிடுறதா இருந்தாலும் குதிரவாளி அரிசி சாப்பிடுங்க காட்டியானம்னு ஒரு அரிசி இருக்கு சிகப்பு அரிசி சாப்பிடுங்க கருப்பு கவனி அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு அதை வாங்கி சாப்பிடுங்க மாப்பிள சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு அதை வாங்கி சாப்பிடுங்க பழைய அரிசியா வாங்கி சாப்பிடுங்க வாரத்துக்கு ஏழு நாளா ஏழு நாள் நவ சேர்த்துக்கங்க டெய்லி ஒரு கீரை சூப்பு வச்சு குடிங்க ரொம்ப பாடி பெயின் இருக்கா முருங்கை கீரை சூப்பு கடுகு கொத்தமல்லி ஆஹ் மிளகு பெப்பர் மத்த எல்லாத்தையும் போட்டு அந்த முருங்கை தண்டோட சூப்பு வச்சு குடிச்சிங்கன்னா எந்த பாடி பெயினா இருந்தா போயிடும் வேக்சினேஷனே போட்டுருந்தீங்கன்னா குப்பரை போடுக்கு போட்டுருந்ததுன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துல பாடி பெயின் காணாம போயிடும் வீடுதான் மருந்து உங்களுக்கு இனிமேல் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க யாராவது டாக்டர் இங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ்மியும் சாரியை மன்னிச்சிருங்க வேற வழி எனக்கு தெரியல உண்மையை சொல்லித்தான் ஆகும் ஸோ என்னன்னா ஹாஸ்பிட்டல்லாம் மறந்துருங்க வீடே ஹாஸ்பிட்டல் மிளகு ரசம் வச்சு குடிங்க இந்த காயக்கல்பு மூலிகைன்னு சித்தா வினோத்துக்கிட்டு இருக்கு வாங்கிக்கங்க வள்ளலாறு சொன்னா அருமையான காயக்கல்பு மூலிகை ஏன்னா நீங்க பண்ற பயிற்சிக்க ஒடம்பு தாங்கணும் ஒடம்புல்லாம் தாங்காது நீங்க சாப்பிட்ற பிரெட்டு ஜாமு நார்மலா இருந்தாவே தாங்காது அது எங்க போய் நீ யோகத்துக்கெல்லாம் வேற மாதிரி உடம்பு வேணும் நிலக்கடல் அதிகமா சாப்பிடணும் இளநீர் டெய்லி கம்பல்சரி இளநீர் குடிக்கணும் சாப்பிட்டுதான் குடிக்கணும் விரும்புத்துல குடிக்க கூடாது தர்பூசணி பழம் இருந்தா சாப்பிடுங்க கொய்யா பழம் அதிகம் சாப்பிடுங்க பேரிச்சம்பழம் மெயினா சாப்பிடுங்க பேரிச்சம்பழம் அயன் கண்ட் இருக்கு இந்த பயிற்சி பண்றதுல விந்து அதிகமா ஊறணும் விந்து அதிகமா வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்காக சேமிச்சுன்னு வைக்காதீங்க மாதம் இருமுறை தவறே கிடையாது அதுக்கு மேல் விரையப்படுத்த கூடாது ஏன் விந்து சக்தியில இருந்துதான் விந்துதான் சுக்கிலம்னு சொல்லுவாங்க அதுதான் வாசியாக மாறும் எத்தனை புரியுது இந்த ரகசியம் எத்தனைச்சு அது உங்க உஷ்ணத்துல நீங்க ஏத்தக்கூடிய போகும் இங்க ஏறி கட்டிடுச்சு இந்த இடத்துல பொண்ணுங்க பொட்டு வைப்பாங்கல்ல இங்க கட்டிடுச்சுன்னா இதுக்கு தான் ரசமணி கட்டுறதுமான இந்த விந்துவோ சுரோனிதமோ இங்க ஏறிடுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த சராசரமும் நம்ம சொல்றதுதான் இங்கே அதுக்காக நம்ம பண்றது இல்ல பட் அந்த தன்மைக்கு போயிருவீங்க சிவநிலைன்றது அதுதான் பிரம்மநிலை சோ அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க நான் பொய் எல்லாம் பேசல எனக்கு பொய் பேசி போல ஒரு புரோஜனமும் கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அருட்பெருஞ்சோதியை ஒருவன் உள்ளே கண்டுவிட்டான் என்றால் செத்தவனா அவன் எழுப்பவனா அவன் போத்தி இருக்கும் துண்டே எழுப்புண்டா முட்டா பயிலேன்னு டிராப்ல யாரு வள்ளலாரு அது எப்படிங்க செத்தவனா அவரு போத்தி இருக்கிற துண்டு எப்படிங்க எழுப்புனா எழுப்புங்க எழுப்பும் உங்க வாழ்க்கையிலேயே ஒரு அங்கமா மாத்திருங்க தவத்தை எப்படி வாழ்க்கையிலே ஒரு அங்கமா மாத்திரணும் அது வரைக்கும் நகிபேட்டாதான் வேலைக்கே ஆகாது சரி எப்படி பயிற்சி பண்ணுவீங்க இவ்வளவு சொன்னீங்க அத சொல்லியப்பா இப்ப உங்களுக்கு கொடுத்தது இனிஷியேஷன் தவம்ன்னமோ தனியாத்தான் பண்ணணும் கூட்டமா பண்ணக்கூடாது ஏன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து வேற மாதிரி இருக்கும் இல்ல இவங்கள பார்த்து அவங்களை மாதிரி இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுக்கு தனியா உட்காந்து பண்ணுங்க இது பண்ணும்போது கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஆனா உங்க வாழ்க்கையதுக்கு அப்புறம் சின்ன பின்னா ஒரு கொஞ்ச நாள் அதையும் சொல்லிடுறோம்ப்பா கஷ்டம் துயன அப்படி வரும் கவனப்படாதீங்க ஏன்னா பழையனை கழிந்து புதியது புகும் எத்தனை வயதுக்கு புரிஞ்சுச்சு பழைய பேலன்ஸ்லயே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா பூரா கரும கணக்கு பூசு பூசா தான் சேரும் பழச ஒழிச்சு விட்டுட்டு பூசா சேர்ப்பார் அது கொஞ்சம் டைமிங் பீரியட் கொடுக்கணும் அவருக்கு அவர் வேலை பார்க்க விடணும் அப்படின்னா அதான் பண்ணணும் இதுக்கப்புறம் கடவுள் கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க சரண்டர் ஆயிருங்க தங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லையானார் தாங்களே சிறந்த சட்டம் எதுவுமோ அதுலயே எங்களுக்கு மிக சிறந்த தீர்ப்பை கொடுங்க சரண்டர் ஆயிருங்க சரண்டர் சரணாகதி தான் இருக்கிறதுலயே மிக சிறந்த விஷயம் சோ இந்த தன்மையோட தான் உட்காரணும் தவ உட்காரும் நான் ஒன்னும் இல்லப்பா பயிற்சி பண்ண தெரியும் அவ்வளவுதான் எப்படி பண்றது தெரியாது தப்பா பண்ணாலும் சரியா மாத்தி கொடுத்துருங்க நீங்க என்ன டேக் கேர் பண்ணிக்கங்க அவ்வளவுதான் சொல்லணும் நான் இவ்வளவு நேரம் பயிற்சி பண்ண அவ்ளோ நேரம் பயிற்சி பண்ண இப்படி பண்ண அப்படி பண்ண அதெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணு பாக்கணும்னு தீச்சு கொடுத்துட்டு போயிருவாங்க எப்படி பாப்பீங்க எங்க பாப்பீங்க யார பாப்பீங்க எதுக்கு பாக்குறீங்க கண்ணுக்கும் மனதிற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு கண்ணு ஆடாம சேர் இடத்துல நின்றுச்சுன்னா மனம் நின்றரும் இதான் ரகசியம் மனம் நின்றுச்சுன்னா ஆத்மா வெளியில வந்துடும் ஆத்மா வெளியில வந்துச்சுன்னா சித்தன் ஆயிடுவீங்க முத்தனாயிடுவீங்க ஒரு மெல்லி உணர்வு உள்ள வர ஆரம்பிக்கும் நீங்க பயிற்சி பண்ண பண்ண ஒரு உடனே எல்லாம் ஒரு சில பேருக்கு தான் வரும் ஒரு சில பேருக்கு ட்யூ கோர்ஸ் ஒரு வருஷம் தாண்டி ஆகாது கண்டிப்பா வரும் ஒரு சில பேருக்கு ஒரு வாரம் ஒரு மாசத்துலயே கூட வரும் தோண்டலாம் போகாதீங்க எல்லாருக்கும் உணர்வாளர்கள் சொல்லுங்க உங்களுக்கு பேர் என்ன உணர்வாளர்கள் எதெல்லாம் உணர்வுல இருக்கும் இயற்கை பிரபஞ்சம் ஊரா உணர்வுல மட்டும்தான் இருக்கும் முட்டா பெய மனித மட்டும் தான் பேசிக்கிட்டு கிடப்பான் என்னத்துக்கு சொல்றது பிரபஞ்சமே உணர்வுல செயல்படுதான் இவர் மட்டும் பேசி புரிய வச்சிருவாரா எல்லாத்தையும் எப்படி பேசி எப்படி புரிய வைப்பீங்க இந்த இப்ப ஒண்ணு பண்ணி கதறி எங்க சொல்லுங்க சொல்லி புரிய பாப்போம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறீங்கன்னு எப்படி இருந்தது தம்பி அழுகையா வந்து அப்புறம் தம்பி அழுகலகையா வந்தது தம்பி அப்புறம் அழுகையா வந்தது தம்பி அப்புறம் அழுகழுகையா வந்தது தம்பி அவ்வளவுதானே சொல்ல முடியும் பிரம்மத்தை எப்படிங்க நான் சொல்லி புரிய வைக்கிறது இப்படி தாங்க டிசைன் டிசைனா ஒவ்வொரு அனுபவம் வரும் ஜாலியா இருக்கும் அப்படியே இருக்கும் இப்படியே இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் டக்கு டக்குன்னு என்னன்னுமோ பண்ற மாதிரி இருக்கும் இவ்வளவு இன்பத்தை இறைவன் ஈஸியா வச்சிருக்கிறப்ப ஒரு நூறு கோடி சம்பாரிச்சாதான் இந்த இன்பம் எனக்கு வேணும் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் அந்த இன்பம் எனக்கு வரும் இப்படி ஒரு பையனை அவனை அடைஞ்சே தீர்ந்தாதான் எனக்கு அப்படி ஒரு இன்பம் வரும் நீங்களா டேட்டாவை போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க அப்புறம் குதிரை அதுக்கு ஓடத்தான் ஆரம்பிக்கும் எது அவ்ளதான் ரகசியம் ஒவ்வொரு அணுலையும் ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்குல்ல ரகசியத்தை சொல்றேன் இன்னும் முடிஞ்சா புடிச்சுக்குங்க நடுவில் இருக்கிறது அந்த எலக்ட்ரான் ஒரே இடத்துல சுத்த ஆரம்பிக்கும் புரிஞ்சு ரகசியம்